அறி அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த நாட்டில சையாஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களும் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களும் இரண்டு பேர்களும் nilvalam therinda nadi nilvalam therinda nadi mavalam therinda naadu மாணிக்க பல வளங்கள் பொருந்திய சிறப்பான நாடாகிய அந்த மாணிக்கப்பூரில் இன்னும் பெரியாக்களும் நாதாக்களும் இருந்து வாழ்ந்து வரப்பட்ட அந்த ஊரில் சையா ஹசன் குதூஸ் அவர்கள் நம்முடைய பெருமானார் தாயுடைய வம்சம் ஹுசைன் அலி அல்லாத்தால் அவங்களுடைய பலியும் நின்று வந்தவர்களாக இருக்கும் ஆகவே அந்த ஹசன் குதூசும் பாத்திமாவும் இரண்டு பேர்களும் மனமுடித்து ஒருவருக்கொருவரும் அப்பத்தான முறையிலே பிரியமான முறையிலே அன்பான முறையிலே மாணிக்கப்பூர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற காலமரில் இரண்டு பேர்களும் இரவின் மீது ஒரே நாட்டமாக ஒரே பக்தியாக அவர்கள் பாசத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நினைக்கின்றார் இறைவனை நாடி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்றி இரண்டு பேர்களும் அவர்களுடைய இல்லத்தில் இன்புற்றி வெற்றியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஆண்டவன் கடைசியாக இந்தமீது அவர்களை இந்த உலகிற்கு அவதாரமாக்க வேண்டும் என்று அந்த அன்னை ஆகியா பாத்திமா அவர்களுடைய வயிற்றிலே அம்மா தால ஆண்டன் அமலாக்கி வைக்கின்றான் கர்ப்பமாக வாக்கி வைக்கின்றான் அவர்கள் கறி தருத்த கரு தரித்தான்றி இரவு அந்த பாத்தி மாம்மா நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மினாமயத்தில் உணர்ந்த பேரை தரிசனம் ஆகிடுவார் போற்றி புகழ்ந்த பத்னியார் பாத்திமாவை வாழ்த்தி நச்சொதி சொல்லிடுவார் ਉੰਗਲੂੜ ਮਯਤਨੀਲੇ ਉਦਿਕਿੰਦੇ ਪਾਲਗਰੂ ਕਮਲ ਰਬੀ ਅਲੇ ਸਲਾਤੁ ਵਸਲਾਮ ਮਿਨਾਮੀਤਿਲ ਤੋਂਂਦੇ ਸੋਲਗਿੰਦਾ பாத்தி நபி குலத்தில் வந்தவர்களே தாங்களுடைய வயசிலே ஆண்டவன் அமலாக கருவாக தரித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தால் அவர்களுக்கு அப்துல் காதிர் என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று தோன்றிய நர்மாராயத்தை சொல்லி அவர்களுக்கு இவ்வாறு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்து சென்றார்கள் சென்றவுடனே படுத்திருந்தாத்தி நானே முடித்து தன்னுடைய கணவரை எழுப்பி தான் கண்ட கணவானதே கணவருக்கே சொல்லிடுவாரே புகழ் அவர்கள அவ மூன்று மாதம்மலாகத்தான் இருக்கின்றார்கள் மூன்றாவது மாதத்தில் அந்த திரேக என்று சொல்லூர்களுக்கு ஏற்பட்டு நாளுக்கு நாள் அவர்களுடைய வருத்தோடும் வேதனையோடும் என்னை செய்த ஹசன் குத்தூக கூடியவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கின்ற காட்சியை கண்ட அந்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய தாய் அவர்கள் தன்னுடைய கணவரை கண்ணாலே கண்டிவார் மூன்று மாதம் அமலாக இருக்கின்றோம் ஆனால் இந்த நிலையிலே நம்முடைய கணவர் ரொம்ப ஆளாக இருக்கின்றார் வைத்தியர்களும் என்ன பண்டிதர்களும் அவர்களுடைய உடல்நலத்தை பார்த்து இனி இது தேராது வைத்தியர்களவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஹசன் குதூஸ் அவர்களை பார்த்து அந்த சொல்லக்கூடிய அந்த தாய் மனதிலே மிக்க வேதனை பெற்றுக் கொண்டு நடக்கின்ற ஒரு நிலையை கண்ட அளவிற்கு நேரத்தில் அந்த பாத்தி மாவுடைய காலுக்கு கேட்கும்படியாக ஒரு சத்தம் கேட்கின்றது என்ன சத்தம் கேட்கின்றது என் அருமை தாய் அவர்களே என்னுடைய மாதா அவர்களே ஒன்றுக்கும் நீங்களும் வைக்க வேண்டாம் மாதாவின் வயிறிலே தனிபாடா இருக்கின்ற அந்த சிசுவின் தாயுடைய காதலுக்கு கேட்கும்படியாக சொல்லுகின்றது தாயே அழாதீங்க கஷ்டப்படாதீங்க என்னுடைய பாமாவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது அவங்க திரேகியம் பற்றி மீண்டும் இந்த உலகத்தில் சிறப்பான முறையிலே வாழ்ந்து நிற்பார்கள் என்று தன்னுடைய தாயார் தீர்க்கு கேட்கும்படியாக சத்தம் கேட்கின்றது அது அந்த பாத்திமாம் ஆரம்பம் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாகி அவங்களுடைய மன நிறைவு பெற்றவுடனே அது போல் நோய்வாய்ப்பட்டூஸ் அவர்களுடைய திரீக சவுக்கியமும் திரேக ஆரோக்கியம் பற்றி நோய்வாய்கள் எல்லாம் அடைந்து குணமடைந்து பூர்ண சவுக்கியம் பெற்றவர்களாக இரண்டு பேர்களும் நம்ம மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காலம் வரி செய்வோ இந்தியதோர் மாத்தி மாவும் ஒரு நாள் தனதில் இறைவனுடைய பக்தி ஆண்டவனுடைய வணக்கம் எந்த நேரமும் அவங்க இறைவனுடைய நாட்டம் இந்த நிலையிலே இருக்கின்ற அந்த அம்மா ஒரு நாள் இரவான நேரத்தில் நித்திரையாக கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சொல்லி மறைந்த வணக்கங்கள் வணங்க வேண்டும் என்றுதான் எப்பதனை முடித்து அந்த அம்மா அதுபோல ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுப்பதற்கு கிணத்தடிக்கு வருகின்றார் கிணக்கடியிலே வந்து கடையால் வாளியை தானே கையில எடுத்து தண்ணி எடுப்பதற்காக வேண்டி கிணற்றுக்குள் விடுகின்றார் அழுவி கடைகால் அந்த வாளி கிணத்துக்குள் விழுந்து விடுகின்ற விழுந்த உடனே பாத்தி மாமா எதுவும் செய்ய முடியாதபடி ஆக இரண்டு நேரம் இரவாக இருக்கின்றது இன்னும் வாளியும் தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டது பொது செய்வதற்கு தண்ணீர் இல்லையே என்று முன்பதாக ஒளிவு பிரகாசமான ஒரு ஒளிவு ஜோதி பிரகாசம் தெரிகின்றது அதே நேரத்தில் தன்னுடைய தாயாருக்கு சத்தம் கேட்கின்றது அம்மா கவலைப்படாதீங்க அதோ வைத்திருக்கின்ற பாத்திரத்தில் நீர் பொங்கி வழிகின்றது தண்ணீர் நிரப்பமாக இருக்கின்றது ஒது செய்தங்கள் என்று சொத்தில் நிர அதைத்தான் எடுத்து ஒது செய்து அந்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் உடையோன் வணக்கம் அதை வணங்கிடுவாதி உண்மை போரிதோ ய்சமாக அமலாக இருக்கின்ற மீது பாதிசா ஏழு மாதம் கர்ப்பமாக இருக்கின்றார்கள் அப்படி ஏழு மாத கர்ப்பமாக இருக்கும் போது அந்த நாட்டிலே அந்த என்று சொல்லக்கூடிய ஊரில் மழை தண்ணீரிகள் இல்லாதபடி மழை பெய்யாதபடி அந்த நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் பஞ்சமாகிவிட்டது எங்கு பார்த்தாலும் பஞ்சம் அதிகரித்து விட்டது உணவில்லாத மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அல்லோல் பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் ஹசன் குத்தூசும் பாத்திமாவும் நான் ஷா லமீத் பாதைய தாயின் தகப்பனும் அவர்களும் அதுபோல உண்ண உணவின்றி அவர்களும் ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே அமலாக இருக்கின்ற தாயாருக்கு சொல்லுகின்றார் அம்மா கவலைப்படாதீங்க உன்ன உணவு இல்ல வீட்டில் எத்தப்போ உணவுப் பொருள் இல்ல என்பதாக நீங்க கஷ்டப்படாதீங்க நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய அந்த தானிய கிடங்கிருக்கின்றது உணவுப் பொருள் வைக்க வேண்டிய அந்த பாத்திரங்களை போய் பாருங்கள் உணவு நிரப்பமாக இருக்கும் தானும் சாப்பிடுங்கள் வரக்கூடியவர்களுக்கும் இல்லை என்று சொல்லாதபடி அள்ளி கொடுங்கள் என்று அன்னைக்கு சொன்னார் தாயுடைய வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கின்ற நாகூர் மீது பாவிசா அது கேட்டதும் அந்த தாய் ரொம்ப மன கொண்டு ஓடோடி வந்து போன்று தானே தானிய கலஞ்சியங்களைத்தானே பார்க்கும் பொழுது நிரப்பமா நம் முறையிலே உணவுகள் எல்லாம் பொறிப்பாக இருக்கின்றது இதை கண்ட அந்த மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய வீட்டில் உண்டாக்கி அந்த உணவுப் பொருட்களை தானே எடுத்து தானும் உண்டு அந்த மாணிக்கப்பூர் நகர மக்களுக்கெல்லாம் வழங்கிடுவார் பரிசை உள்ள பாத்தி மாவு இல்லை என்று சொல்லாமே அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்துடுவார் மாணிக்கப்பூர் நகர மக்கள் எல்லாம் பஞ்சத்தால உணவில்லாதபடி கஷ்டம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அதை வாங்கி உண்டு பசியாறி அற்புதத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமடைந்தவர்களையும் வாழ்த்தி போற்றுகின்றார்கள் இந்த நிலையிலே மாணிக்கூள் பஞ்சம் இல்லாதபடி மக்கள் எல்லாம் சுபீட்சமான முறையிலே தானே வாழ்ந்து வருகின்றார் இதற்கு காரணம் நாகூர் மீது பாஷா துவா பரக்கத்து இந்த முறையிலே மக்கள் சுபீட்சமாய் இருக்கும் போது பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் பெரும் பஞ்சமாயி போச்சு அதே நேரத்தில் பாஷா நாயகன் தாயுடைய வயிற்றில ஒன்போது மாத ஹமர் ஒன்பது மாத நிரப்பமாக அமலாக இருக்கின்ற பொழுது நாட்டிலே உள்ள திருடர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இன்றைக்கு மாணிக்கப்பூருக்கு சென்று மாணிக்கப்பூர் நகர மக்களுடைய வீடுகளிலே கொள்ளையிட்டு வர வேண்டும் கொள்ளை அடிக்க வேண்டும் அதே போன்று கூடியதும் நாயகம் அவங்களுடைய தாயுடைய வயசில் ஒன்பது மாதம் அமலா இருக்காங்க கொள்ளை கூட்டத்தாரை கண்டது ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள் ஆகா கொள்ளை வந்து விட்டார்களே நம்முடைய பொன்பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்களே பயந்து அவர் அவருடைய அடைத்து சிக்கார் அவருடைய பொன்பொருள்களை பாதுகாப்பான முறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரத்தில் செய்தினா பாத்திமாவும் ஹசன் குத்து அவர்களும் மனதிலே பயந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அல்லாஹுடைய ஒரு கிருபையை வயிற்றிலே அமலாக இருக்கின்றாகத்தானே வந்து நின்று வணங்கி சொல்லுகின்ற அம்மா தாயவர்களை ஒன்றுக்கும் பயப்படாதீங்க அந்த கொள்ளை கூட்டத்தாளுடைய தொல்லை நம்மளுக்கு எந்த விதமான முறையிலும் வந்து அணுகாது பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியிறங்கினார்கள் அதாவது வெள்ள வெள்ள குதிரையும் அலங்கரிக்கப்பட்டு நிற்கின்ற ஒரு குதிரையின் மீது வெள்ளை குதிரையின் மீது தான் ஏறினார்கள் மற்றண்டான குதிரைகளில் கண்ணுக்கு தெரியாத அதிசயமான மனிதர்களெல்லாம் அந்த குதிரையில் சவாரி செய்து அங்கு வரக்கூடிய அந்த கொள்ளை கூட்டத்தார்களை சுற்றி தான் வளைந்தார்கள் வளைந்தவுடனே அற்புதமிக்க இந்த அதிசயமான மனிதர்களை கண்டதும் கொள்ளையிட வந்தை கூட்டத்தார்கள் கைகால்கள் நடுங்கி தன்னுடைய கையில் வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு அவர்களுடைய விழுந்து சரணாகதி அடைந்தார்கள் எங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் எங்களை மன்னிக்க வேண்டும் அறியாது தெரியாது நாங்கள் இதுபோன்று ஒரு தவறை செய்வதற்கு வந்துவிட்டோம் என்று ஷா ஹமீது பாதுஷாவும் அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற மற்றவர்களுடைய முன்னிலையிலே வண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார்கள் மன்னிப்பளித்தார்கள் ஆகவே அவர்களெல்லாம் விடுதலை பெற்றுக் கொண்டு அந்த ஊரை விட்டு ஓடினார்கள் ஆகவே அவர்களுடைய கொள்ளை கூட்டத்தால் உடைய தொல்லை நீங்கியதும் மீண்டும் தாயுடைய முன்னிலையிலே வந்த செய்த பாஷா நாயகும் தாயிக்கு தலைவணங்கினார் கண்முன் நின்று காட்சி மறைந்தது ஆகவே இந்த விதமாக தாயுடைய வயிற்றிலே ஒன்பது மாதம் அமலாக இருக்கின்ற முறையில் தனியார் அமலாகி இருக்கும் போது ஊரில் உள்ள ஜனங்களும் அந்த நாட்டில் உள்ள மக்கள்களெல்லாம் இந்த அதிசயமான அற்புதமான குழந்தை இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறதோ என்று எண்ணி பார்த்து இருக்கின்ற தருண்மையில் ஒரு கிருப்பியை கொண்டு தாயுடைய வயிற்றை விட்டு இந்த உலகத்தில் அவதாரமாகி தாயுடைய நாயகத்தை எப்படி இந்த உலகத்திற்கு அவதாரமாக்கி வைத்தானே ஆனால் இன்னும் தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் அதே நேரத்தில் ஜமாத்தில் மாதம் நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த ஷாவுல் ஹமீது பாதுசா நாயகம் தாயுடைய கர்ப்பாசனத்தை விட்டு இந்த மண்ணுலகத்தில் அவர்கள் தான் இனி ரொம்ப சிறப்பான அவதாரமான வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இனி ரொம்ப மன நிறைவு பெறக்கூடிய முறையிலே ஷயித்னா பாதுஷா நாயகும் இந்த உலகத்தில் சிறப்பாக பிறந்தார்கள் பிறந்த உடனே பெரிய பெரிய மனிதர்களும் பெரிய பெரிய ஞானிகளும் கண்ணுக்கு தெரியாத பல ஞானிகளும் வந்து வந்து பாதசா நாயகத்தினுடைய பாலத்தை அவர்களை போற்றி புகண்டு செல்வார்களாம் அதே குகர் நபி அலை சலாத்து அவர்களும் வந்து அவர்களை வாழ்த்தி போற்றி அவர்களுக்கு அப்துல் காதீர் என்பதாக பெயர் சூட்டி அவர்களை வாழ்த்தி செல்வார்களாம் இந்த முறையிலே முறையிலேமீது பாத்ஷா நாயகம் இந்த உலகத்தின் கண்ணில் பிறந்தார்கள் அப்படி பிறந்த அந்த அற்புதமாகிய பிள்ளையை தான் அந்த தாயாகிய பாத்தி மாயெடுத்து தன்னுடைய மடி மீது வைத்து தன்னுடைய அருமை கண்மணியான பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று பால் ஊட்டும் பாஷா நாயகம் தாயுடைய மடியிலே வைத்து பால் ஊட்டினார்கள் அதாவது தன்னுடைய அருமை கண்மணியான குழந்தையை பால் சீராட்டி வளர்த்து வரும்போது ஒரு நாள் தளத்தில் தன்னுடைய மடியிலே வைத்து அருமை குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த மாணிக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளால் ஏந்த ஒரு ஹதியாவை கொடுக்க என்று பார்க்கும் போது அவர்களுடைய வீட்டில் அன்றைக்கு எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை காசும் இல்லை இதை அந்த அம்மா மனதிலே ரொம்ப வரத்தோடு இருக்கும் பாஷா நாயகம் பால் குடித்து கொண்டிருக்கொண்டிருக்கின்றனர் அப்படி உமிழ்நீர் வழிந்து கொண்டிருக்கும் போது அந்த உமிழ் அந்த நாட்டில் பழங்கக்கூடிய அழகிய ஒரு பொற்காசாக கூடியது கீழே விழுகின்றது அந்த பொற்காசை தான் கையில எடுத்து அந்த தாயாகிய பாத்திமா இந்த அற்புத குழந்தையினால் ஏற்பட்ட இந்த காசி இந்த எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை கையில எடுத்து எளியவர்களுக்கு கொடுத்ததும் அவர்கள்தான் வாழ்த்தி போட்டி சென்று சென்று விடுவார்கள் அதே நேரத்தில் அந்த தாயாகிய பாத்திமா அம்மா தன்னுடைய அருமை கண்மணியான மகனை போற்றி நல்ல வளர்த்து வாங்க கண்மணி ஆகிய பிள்ளை பொதுவை செய்த பாஷா நாயகத்தை வளர்த்து வரும் போது ஒரு நாள் தன்னுடைய மடியிலே பிள்ளையை வைத்து பால் ஊட்டும் போது பால் குடிக்க மறுத்துவிட்டம் அன்னைக்கு மாதம் தலை நோம்பு தலை நோன்பாக இருந்ததனால இதை கண்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு தலை முதல் பிற என்று எல்லாரும் நோன் வைத்தார்கள் ஆகையினால் அவுடையை அடையத்தை எந்த அளவிற்கு அவங்களுடைய மனதிலே கொண்டு இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று இந்த சரித்திர வரலாறு சொல்லுகின்றனர் பாலர் நாயகம் ஒரு வயசு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே தமதானுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொன்னா நாம எந்த அளவுக்கு அந்த பொருளான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் பாலர் நாயகம் அருமை கண்மணி ஆகிய ஷீத்னா பாஷா நாயகம் பிறந்த ஒரு வயதுக்குள்ள தமதானுடைய நோன்பை நோத்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்ற அதுபோல அப்துல் ஜீலானி ஆண்டவர்கள் பிறந்த அன்னைக்கு நோன்பு வைத்தார்களா அவங்க பிறந்ததும் தலை நோம்பு வெள்ளிக்கிழமை பிறந்த அன்னைக்கு நோன்பு வைத்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்ற எந்த அளவுக்கு அல்லாவுடைய பயமும் பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் ஊறி இருந்தது என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும் அது போல பாலராகிய பாஷா நாயகம் நோன்பு வச்சாங்க ஆகவே இந்த முறை அவங்களுக்கு வயது மூன்று ஆகின்ற மூன்று வயது ஆகின்ற பொழுது அன்பு ஷா பாஷா நாயகத்துக்கு அல்லாஹுடைய வேதத்தை ஓடி கொடுக்கின்றார்கள் ஓதுகின்றார்கள் பால நாயகம் ஓதி வரக்கூடிய நாளையில் அவர்களை மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைக்கப்பட்ட அருமை கண்மணி ஆகிய பாஷா நாயகம் பள்ளிக்கு சென்று சிறப்போடு ஓதி வருகின்ற நாளை பசி அதிகமாக கேட்டும் பொழுது வணக்கத்தை முடித்துவிட்டு நம்முடைய பிள்ளை அவசரமா வந்துவிடும் அவங்களுக்கு உணவு தயார் செய்ய வேண்டும் என்று எல்லாம் தயாராக வச்சிருக்காங்க இந்த முறையில் உணவு கேட்டதும் நாம என்ன செய்ய போற உணவு பொருட்களை எல்லாம் போட்டு தீயை மூட்டி அவர்கள் அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கும் பொழுது சாப்பிடுவதற்கு பக்குவமான முறையிலே உணவுகள் பொலிவுற்றிருக்கின்றன இதை கண்டு அந்த அம்மா அதிசயப்பட்ட அந்த அதிசயமான உணவை தானே எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து பசி தீர்த்து அவர்களை சிறப்பான பொழுதே அவர்கள் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள் அது மட்டுமல்ல இப்படி பள்ளி பருவமாக பல காரணங்களையும் கராமாத்துகளையும் செய்து காட்டினார்கள் அப்படி காட்டியிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வயது பதினெட்டு ஆகின்றன பதினெட்டு வயது பூர்த்தி பொழுது பாதுஷா நாயகம் அவர்களுக்கு அல்லாஹுடைய ஒரு ஞானமும் அல்லாஹுடைய ஒரு பயமும் பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதும் அலை சொலாத்து வசலாம் அவர்களுடைய தரிசனம் பெற்றதும் இல்யாஸ் நபி அலை சலாத்து வசலாம் அவங்களுடைய வாயில் உமி நீர் அவர்களுடைய வாயில் பெற்றதும் அவங்களுக்கு ஞான உதயமாகிவிட்டது அந்த ஞானத்தினுடைய தன்மையினால் பாஷா நாயகம் தாயாரை பார்த்து சொல்லுகின்றார் என் அருமை தாய் அவர்களே இந்த உலகத்தில் நாம் எப்படி பிறந்தோம் நாம் எங்கே போய் சேரப்போகின்றோம் என்ற கேள்வியில் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்ற ஆகையினால் நாம் பிறந்த பயனை பிறந்த ஒரு விமோசனத்தை நாம் நல்ல முறையில் அதை பூர்த்தி செய்ய வேண்டுமே ஆனால் நல்ல ஞானத்தை படிக்க வேண்டும் நல்ல அல்புகளை படிக்க வேண்டும் நல்ல அறிவுகளை கற்க வேண்டும் அதன்படி இந்த உலகத்தில் அல்லாவுக்கு பொருத்தமான நல்லமல் செய்ய வேண்டும் அப்பந்தான் நாம் பிறந்த பயனை அடைய முடியும் தாயே அதற்காக நான் ஒரு குருவை தேடி அந்த குருவுடைய உபதேசத்தை பெற வேண்டும் என்று நாடுகின்றேன் ஆகையினால் அன்னை என்னை அந்த குரு உபதேசத்தை பெற்று வருவதற்காக வேண்டி நல்லா சி கூறி வாழ்த்தியானுடன் தாயே என்று வேண்டும் சருவைடி சென்று நல்ல உபதேசங்களை பெற்று நல்ல வழியில் நடக்கின்ற ஒரு பயனை அடைவதற்கு என் அருமை தாய் அவர்களை என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் பாஷா நாயர் அதாவது என் அருமை தாய் அவர்களே ஒருவருடைய இடத்திலிருக்கின்ற அந்த நிலத்திற்கு அதை நல்ல விதமாக பண்படுத்துவதற்காக வேண்டி அது நல்ல முறையிலே உரமிட்டு அதை உழுது அதற்கு பின்பதாக அதில் வித்திட்டால்தான் அது நின்று நல்ல ஒரு பயனை நாம் அடைய முடியும் அதுபோல இந்த உலகத்தில் ஊன் உணவுகளை காப்பாற்றின அந்த இறைவருக்கு நாம இந்த உலகத்துல நல்லவர் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால்தான் அவன் நம்மளை படைத்ததற்கும் நாமளுக்கு உணவு உதந்து நம்மளை நல்ல முறையிலே பாதுகாத்ததற்கும் செய்த நன்றிக்கடனாக இருக்கும் அதுபோல குருவை தேடி சென்று நல்ல உபதேசத்தை பெற்று வழி நடக்கணும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்களாம் பாலர் நாயகமாகிய பதினெட்டு வயது நிரம்பிய செய்த பாதுஷா நாயகம் அது கேட்டதும் அன்னை அவர்களுடைய மனம் பூரிப்படைந்தது சந்தோஷமானது மகனுடைய நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்பையும் பாசத்தையும் அல்லாவுடைய பயத்தையும் பக்தியையும் கண்ட அந்த தாய் அவங்களுடைய தெளிவு பெற்று தன்னுடைய மகனுக்கு வேண்டிய உபதேசங்களை சொல்லி நல்லா சிபூரி வெகு சிறப்பான முறையிலே குவாலிர் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே முகம்மது ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான் இருக்கின்றார் மகனே அந்த நாட்டுக்கு சென்று அந்த மகானுடைய நல்லுபதேசத்தை பெற்று நல்வழியில் நடக்க நாயன் கிருவு செய்வார் சென்றுவா மகனே என்று அந்த தாய் வாழ்த்தி அனுப்பினார் மகனே தாயினுடைய நல்லாசி பற்ற செய்த பாத்ஷா நாயகம் மாதா பிதாக்களின் பாதத்தை பழிந்து மனமகிழ்ந்து மாணிகபூர் நகரத்தினுடைய தானே விட்டு நீங்கி அவர்கள் குவாலி என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழி நடந்து வருகின்றார்கள் வல்ல முன்பாக தன்ன தனியாக யாருடைய துணையுமின்றி தனிமையாக நடந்து வருகின்றார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதாவது பயங்கரமான காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேங்கை புலி குறுக்கெடுகின்ற அவர்களுடைய பாதத்தை பணிகின்ற அதனுடைய பல சொல்லி கண்ணீர் விட்டது தகுந்த முறையிலே அதற்கு சிகிச்சைகளை செய்து அதனுடைய ஒரு வேதனையை தாய் அந்த புலி மறைந்ததும் பாஷா நாயகம் அதை விட்டு சென்றார் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான காடு எங்கு பார்த்தாலும் அதாவது ஏக இருள்மயம் போன்று இருக்க வேண்டிய செடிகளும் கொடிகளும் அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள் ஒரு கூட்டமே இருக்கின்ற அந்த கூட்டம் கொள்ளை கூட்டம் வழி போக்கர்கள் வியாபாரிகள் செல்லக்கூடியவர்களை அவர்களை வழிமறித்து கொள்ளையிட்டு முதல்களை அபகரித்து தின்னக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம் அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் எல்லாம் பாஷா நாயகம் தந்தன் தனியாக வருகின்ற காட்சியை கண்ட அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் பாஷா நாயகத்தை சுத்தி வாழைந்து கொல்லை கொள்ளை கூட்டார்கள் பால நாயகத்தை அவர்கள் பலர வாழைந்திடுவார்கள் சுத்தி வளைந்தார்கள் பாஷா நாயகத்தை பார்த்து சொல்லுகின்றார் வர வழிபோக்கரே உம்முடைய உயிர் உக்க வேண்டுமாயிருந்தார் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய பொன் பொருள் பாஷா நாயகர் சொல்லுகின்றார் என் இடத்தில் எந்த விதமான பொண்ணும் இல்ல பொருளும் இல்ல தன்னந்தனியாக சொல்லுகின்றேன் என்று சொன்னதும் அவர்கள் விடவில்லை பக்கத்தில் நெருங்கி அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுக்கின்றார் அதே நேரத்தில் அவர்கள் கைகளில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு பாஷா நாயகத்தை கொல்ல வேண்டும் என்று கத்தி எடுத்து வீசக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய ஒரு கிருப்பையை பாருங்கள் அதே நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டத்தார்களுக்கு அவர்களுடைய தன்னுடைய சுய உணர்வுகள் எல்லாம் இழந்து பாஷா நாயகத்தை வெட்ட சென்ற அவர்கள் ஒருவருக்கு அவருக்கு அவங்க கூட்டத்துக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் தானே வெட்டி குத்திக்கொண்டும் வெட்டப்பட்டு ரப்பட்டுதாகத்தான சத்தமிட்டுள்ளை கூட்டத்தினுடைய பெண் பிள்ளைகள் என்ன சத்தமோ என்ன காரணமோ தெரியவில்லையே என்று ஓடோடி வந்து பார்க்கின்ற பொழுது அவரவர்களுடைய கணவமார்கள் வெட்டுப்பட்டு கைகால்கள் அருந்து ரத்தங்கள் சொட்டப்பட்டு கீழே கிடக்கின்ற கொடுமையை கண்ட அந்த பெண்மணிகள் ஓடிவந்து பாலஷா நாயகத்தினுடைய பாதத்தடியிலே பச்சிளம் குழந்தைகளை தானே போட்டு அந்த பெண்மணிகள் வேண்டுகின்றார் மகானே தாங்களுடைய ஒரு உண்மை தெரியாதபடி தாங்களுடைய ஒரு மகத்தான ஒரு மேன்மை தெரியாதபடி தவறு செய்திருக்காங்க எங்களுக்கு தாலி பிச்சை கொடுங்கள் எங்களுடைய மக்களுடைய முகத்தை பார்த்து கீழே கிடக்கின்ற எங்களுடைய கணவன்மார்களுக்கு சுய நினைவு வரும்படியாக செய்யுங்கள் அவர்களை நேர்வழியில் என்று அந்த பெண்மணிகள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் பாஷா நாயகம் அது போன்ற அல்லா இடத்திலே பிரார்த்தனை தெளிந்தது தீயவர்களுக்கு சுய உணர்வு பெற்றது எழுந்தார்கள் தான் செய்த தவறை உணர்ந்தார்கள் பாதுசா நாயகத்தினுடைய பாவத்தை பணிந்தார்கள் மகானே எங்களை மன்னிக்கணும் நாங்கள் இது இதுவரைக்கும் அதாவது மனிதர்கள் தான் பார்வையில் நாங்கள் மனிதர்களாக இருந்தோம் மிருகங்களாக இருந்தோம் எங்களை மாற்றி எங்களை ஆக்கி தந்த மகானே உங்களுடைய உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்து சொல்லி பாஷா நாயகத்தை அறிவித்து வச்சாங்க அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் பாஷா நாயகத்தினுடைய பண்பால் அவங்களுடைய பொறுமையால் திருடர்கள் திருந்தினார்கள் தீ அவர்கள் திருந்தினார்கள் இந்த முறையிலே பாத்ஷா நாயகம் அந்த இடத்தை விட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் தொடர்ந்தார்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அவர்கள் போகின்ற பயணத்தில் அவர்களோடு முன்பதாக இன்னும் அதாவது என்று சொல்லக்கூடிய ஒருவரும் சென்று கொண்டிருக்கின்றார் ஆகவே பாத்ஷா நாயகத்தை கண்ட அவர்களும் வந்து சந்திக்கின்றார் சந்தித்ததும் இரண்டு பேர்களும் ஒருவருக்கு ஒருவர் அதாவது நாட்டுக்கு முகம் தேடி செல்லுகின்ற தாங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள் நானும் அங்கேதான் போகின்றேன் என்ற இரண்டு பேர்களும் தான் ஒன்றாக வழி நடந்து பெருமே நோன்பு பாஷா நாயகமும் அவர்களுக்கு அங்கு சிறப்பான இறங்கப்படுகின்ற அந்த நல்லுணவை கொண்டு இரண்டு பேர்களும் நோம்பு திறந்தார்கள் நோன்பை நோம்பு திறந்து அவர்கள் நல்ல விதமாக பசியாறி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை செய்து அங்கே தங்கி இருக்கின்றார்கள் அப்படி தங்கி இருக்கின்ற மறுநாள் காலையில் அது போன்று பயணத்தை தொடர்ந்தார்கள் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வழியிலே பெரிய ஒரு காட்டு ஆறு வெள்ளம் கரை புரண்டு தானே ஓடுகின்றது ஆனால் அப்படி பெரிய காட்டு கரை புரண்டு வெள்ளம் ஓடுகின்றது அதை கடந்தால்தான் அக்கறை போக முடியும் கடற்பதற்கு இவங்க இடத்துல எந்த விதமான ஒரு தோணியோ ஓடமோ எதுவும் கிடையாது ஆனா அக்கறையில ஒரு பெரிய ஒரு மாளிகை கட்டி அங்கு ஒரு பெரிய அவுரியாவுடைய அந்தஸ்து நஜிமுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவுரியா இருக்கின்றார் அவருடைய சிசர்கள் அவர்களுடைய சீடர்கள் அவர்களிடத்தில் தோணி இருக்கின்றது மரக்கலம் இருக்கின்றது அதே நேரத்தில் பாஷா நாயகமும் இரண்டு பேர்களும் போகும்போது நாம் எப்படி காத்தாற்றை கடப்பது கடப்பதற்கு வழி இல்லையே என்று இருக்கும் பொழுது பாஷா நாயகத்தினுடைய மகிமையை கொண்டு ஒரு இலையைத்தானே அவர்கள் படகாக்கி இரண்டு பேர்களும் அதில் அமர்ந்து அந்த தோணியில் போய் கொண்டிருக்கிறார்கள் நடு ஆற்றுக்குள் இருகரையும் பொங்கி போகின்ற ஓடம் செல்லும் பொழுது அக்கறையில் இருக்கின்றீனு சீடர்கள் பார்க்கின்றார்கள் இது என்ன அதிசயமான ஒரு ஓடம் ஆல இலையை ஒரு இலையை போட்டு இந்த விதமாக ஓட்டி செல்லுகின்றார்களே வருகின்றார்களே என்று பாதுஷா நாயகத்தை பார்த்த அதே நேரத்தில் மொழி என்று சொல்லக்கூடிய அவர்களும் பாஷா நாயக இரண்டு பேர்களும் நடு ஆற்று போய்கொண்டிருக்கும் போது அக்கறையில் இருக்கின்றீன் ஓடிச் சென்று சொல்லுகின்றார் ஆதாரம் இன்றி ஒரு இலையை படகாக்கி அதில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களை விட பெரிய மகா சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது மொய்னுத்தீன் பாஷா நாயகன் இரண்டு பேர்களும் வரக்கூடிய காட்சியை சொபொழுது நஜிமுதீன் என்று சொல்லக்கூடியவர் அவர் இருக்கின்ற மேமாடியில் இருந்து அவர்களுடைய வழியாக தலையை வெளியே விட்டு பார்க்கின்றார்கள் பார்க்கும் போது அதுபோல நடு ஆற்றுக்குள் தோணி வந்து கொண்டிருக்கிறது அதை கண்டதும் அவருடைய ஒரு கராமாத்தை கொண்டு தோணியை கவிழ்ப்பதற்கு அவருடைய சக்தியை செய்தார் அந்த தோணி அலைமோதக்கூடிய நேரத்தில் பாஷா நாயகம் பார்த்தார்கள் அவங்களுடைய மகிமைக்கு தெரிந்துவிட்டது யார் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று உடனே பாத்ஷா நாயகன் சொன்னார்கள் இந்த ஒரு காரியத்தை செய்த அவருடைய கலைமான் கொம்பு முளைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுபோல் ஜன்னலுக்கு வழியே தலையை விட்டு பார்த்திருக்கின்ற அந்த நஜிமுதீனுடைய தலையிலே கலைமான் கொம்பானது முளைத்திடும் தலையை விட்ட நஜிமுதீன் தலையை உள்ள எடுக்க முடியாதபடி கலைமான் கொம்பு தலையிலே முளைத்ததும் அவர்கள் அவஸ்தைப்படுகின்றார் வந்ததும் அந்த நஜிமுதீன் சீடர்களை அழைத்து சொன்னார் அந்த மகான்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அதுபோல பாஷா நாயகத்தை அழைத்து சென்றதும் நஜிமுத்தீன் தான் கொண்ட கருவத்திற்கு தலை வழங்கி அவர்களுக்கு மரியாதை செய்து மகானை மன்னித்த விழ வேண்டும் நான் மமதையால் தான் தன்னுடைய தவத்தின் கர்வத்தால் தாங்களை தாங்களோடு வந்த அவர்களையும் தோடி கவிழ்த்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் தாங்கள் எல்லா எல்லாத்தையும் விட நீங்கள் பெரிய சக்தி வாய்ந்த மகானாக இருக்கின்றீர்கள் மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஆகவே பாத்ஷா நாயகம் அன்னித்து அவருடைய தலையிலே உடைத்த கொம்பை மறைத்தார்கள் தலையை எடுத்தார்கள் தலை வணங்கினார்கள் நஜுமுதீன் ஆகவே இந்த காரியத்தையும் செய்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி மீண்டும் பாத்ஷா நாயகமும் மொயினுதீன் இரண்டு பேர்களும் ஒன்றாக கூடி அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு குவாலியர் நாட்டை அடைகின்றார் ஆனால் குவாலியர் நாட்டை அடைந்ததும் மொயினுதீனை பார்த்து சொன்னார்கள் மொயினுதீன் அவர்களே நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் ஆனால் நான் என்னுடைய குரு யார் எப்படிப்பட்டவர் என்ன குணம் உள்ளவர் அவர்களுடைய ஒரு மகத்தான ஒரு நிலைமை என்ன என்பதை தெரிந்துதான் நான் இந்த ஊருக்குள் வருவேன் அது ஆகவே நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களை அழைத்து வைத்துவிட்டு பாஷா நாயகம் தனியாக ஒரு